மஞ்சள் தடவி மீனை கழுவி கொழம்பு வைக்க நேரம் இல்லையோ அன்பு என் அன்பு வசித்த உடன் பொறித்த மீனை தட்டில் வைத்து சுவைக்க வேணாமோ கண்ணு என் கண்ணு ஐயோ இவ எதுக்கு கார குழம்பு டம்ளர்ல ஊத்தி தரான்னு தெரியலையே இப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் தீர்த்து வைங்க மஞ்சள் தடவி கலவி கொழம்பு வைக்க நேரம் இல்லையோ அன்பு என் அன்பு வசித்தவுடன் பொறித்த மீனை தட்டில் வைத்து சுவைக்க வேணாமோ கண்ணு என் கண்ணு மண்பானையில் குழம்பு வைக்கும் வாசம் உண்டோ சொல் மஞ்சள் தடவி மீனக்கழிவி கொழம்பு வைக்க நேரம் இல்லையோ அன்பு என் உங்க அந்த கும்மாளன் போட்டுட்டு இருக்கீங்களா நான் ஒத்த ஆளை உள்ள வக்கந்து வேல பாத்துட்டு இருக்கேன் யாராவது ஹெல்ப் பண்ண வரீங்களா ஹெல்ப் பண்ண வராம மஞ்சளே தடவரே மாவ தடவரே நிக்கிட்டு இருக்கீங்க இல்ல பட்டு பக்கத்து கோயில்ல மஞ்ச தண்ணி தெளிச்சி மீன் விட்டுறாங்கள அததான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மஞ்ச தண்ணி தெளிச்சி ஆடு தானா வெட்டுவாங்க மீன் எப்படி வெட்டுவாங்க அய்யயோ ஹளறிட்டமோ இல்ல பட்டு இது வித்தியாசமான கோயில் இங்க மீனே தான் வெட்டுவாங்க என்னமோ போங்க சரி இருங்க உங்க மூணு பேத்துக்கு நான் குடிச்சி எதாவது எடுத்துட்டு வரேன் நல்லா <odelan> இருந்துச்சு <made hiçbir> <punished> அது சரி அடுத்த மாசம் நாலாம் தேதி தீபாவளி வருதுல்ல உங்க எல்லாத்துக்கும் ட்ரெஸ் வாங்கி தரலான்னு இருக்கேன் அதுக்கு நான் ஒரு பெரியிருக்கேன் இப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்ன பட்டும் உனக்கு சந்தேகம் சாதகமா அமையுது இதை தவறவே விட்டுற கூடாது அதுவாமா இதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன் இப்ப நீ என்ன செய்யற மிக்சி ஜாரோட மூடியை கழட்டி வச்சிட்டு மசாலாவை அப்புறம் பாரு வீடு சும்மா கம கமகம இருக்கும் சூப்பர்ங்க இவ்வளவு நாள் எனக்கு இந்த ஐடியாவே வராம போயிச்சு பாருங்களே சரி இங்க நான் போய் மசாலா வறுச்சிட்டு வந்தறேன் சோலி முடிஞ்சு காபினு சொல்லி காரக்குழம்பையா கொடுக்கற ஹேப்பி நன்றி